நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எஸோடில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தகவல்களில் மட்டும் மாற்றம் செய்யும் அதிகாரத்தை கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம் இந்த ஃபயலில் உள்ள தகவல்களில் எந்த தகவல்களை மாற்றம் செய்ய அனுமதி கொடுக்க அந்த தகவல்களை மட்டும் நாம் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஃபைல் நம்பர் 4, பெயர் பதவி அலுவலக முகவரி சுழல் எண் மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் செலெக்ட் செய்ய கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் பட்டனை அழுத்திக் கொண்டு மவுசில் நாம் செலக்ட் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஹோம் இன்சர்ட் பேஜ் லே இந்த லைனில் உள்ள ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் பண்ண வேண்டும் அதில் கடைசியாக ரிஸ்ட்ரிக் எடிட்டிங் என்ற ஒரு ஆப்ஷன் தோன்றும் அதை கிளிக் செய்தீர்கள் என்றால் ரைட் சைடில் இது போன்ற ஒரு தகவல் பலகை தோன்றும் அதில் முதல் ஆப்ஷனாக ஃபார்மேட்டிங் ரிஸ்ட்ரிக்ஷன் அதை டிக் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆப்ஷனாக எடிட்டிங் ரிஸ்ட்ரிக்ஷன் அதையும் டிக் செய்து கொள்ள வேண்டும் அதன் பின் மூன்றாவது ஆப்ஷனாக எவர் யூன் என்ற ஆப்ஷன் தோன்றும் அதையும் டிக் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மூன்றாவது ஆப்ஷனாக ஸ்டார்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் எஸ் ஸ்டார்ட் என்ஃபோர்ஸிங் ப்ரொடெக்ஷன் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ள வேண்டும் கிளிக் செய்தீர்கள் என்றால் இது போன்ற ஒரு தகவல் பலகை தோன்றும் அதில் என்டர் நியூ பாஸ்வேர்ட் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை நாம் கொடுத்து Will re enter reenter password to confirm adu password ei confirmation purpose kaga nam kudakavendum pinna ok kudithirgal endral nam select panni irukkum idathil mattum manja color bracket ondrum andha idathil mattum than evarayeno peyargalai matravu role numberai matravu mudiyum உதாரணத்திற்கு இது மா போன்று மாற்ற முடியும் ட்ரைனிங் பீரியட் அந்த டைட்டலை நம் செலக்ட் செய்ய இலவில்லை அங்கே கர்சரி கிளிக் பண்ணி டைப் செய்தாலோ அதையை அழிக்க பேக்ஸ்பேஸை கிளிக் பண்ணாலோ டெலீட்டை கிளிக் பண்ணாலோ அது பயன்படாது எங்கே மஞ்ச கலரில் உள்ள பிராக்கெட் உள்ளதோ அதனுள் மட்டும்தான் நாம் தகவல்களை மாற்றிக்கொள்ளையிலும் இதுபோன்று ஆப்ஷனை பயன்படுத்தி எம்எஸோனில் குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் நாம் எடிட் பண்ணும் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி